எதிரி படையோர்கள் அதாவது வெட்டுண்டவர்கள் மாண்டவர்கள் கை போனவர்கள் இதுபோன்ற அந்த ரணக்களத்திலே போனவர்கள் போக மீதமுள்ளவர்களெல்லாம் புறங்காட்டி ஓடுகின்றார்கள் அதே நேரத்தில் ஹலிபாவினுடைய சொல்லுக்கு இணங்க அவங்களுடைய படையோர்களும் தான் கூட வந்த அத்துணை சகாபா பெருமக்களும் எவிதமாவுடைய ஒரு குறைவின்றி அவர்களுடைய கூட்டத்திற்கு எந்த விதமாவுடைய சேதமும் இன்றி வெற்றிகரமாக தன்னுடைய கூடாரத்திற்கு திரும்புகின்றார்கள் அப்படி அன்று சண்டை நிறுத்தப்படுகின்றனர் திரும்பி வந்த அருமையில் சலிபாவனுடைய அதாவது படையோர்கள் எல்லாம் சகாபாக்கள் எல்லாம் அவரவர்களுடைய கூடாரங்களுக்கு வந்து போர்க்கலன்களை மாற்றி இன்னும் உடை தரித்து அவர்கள் அவர்கள் அவர்கள் கொண்டு வந்த ஊண்டின்களை உண்டு பசியாறி எந்த காரணத்தை இறைவனுடைய கடமையை அவர்கள் மறக்க மாட்டார்கள் அதுபோன்று அல்லாவுடைய கடமையை தானே முடித்து அவரவர்களுடைய கூடாரங்களிலே நிச்சயாகி கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் ஹலீஃபாஹ்தாத்தான அவர்கூடிய அருமை மகன் அபுசஹ்மான் போர்க்களத்திற்கு சென்று யுத்தம் செய்த ஒரு காரணத்தை கொண்டு அபுசஹமானுக்கு அன்றி இரவு எப்பேர் கொற்றவர் நிலை ஏற்படுகின்றதையானால் அதிரமான முறையிலே ஜுர காற்றல் அடித்திடுமா அழகுள்ள அபுசகு மகன்ருகி அடிக்கின்ற கால்கண்டி அண்ணலான உமரஹப்பா அன்று இரவு அபுசமானுக்கு அடிக்கின்றது காய்ச்சல் என்று சொன்னால் சாமானியமாவுடைய ஒரு காய்ச்சல் அல்ல ரொம்ப கொடூரமாகவும் அகோரமாகவும் ஜுரம் அடிக்கின்றது ஜுரத்தினால் அவர் படக்கூடிய ஒரு நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது அவர்களால் தாங்கிக் முடியவில்லை அந்த முறையிலே ஜுரம் அடிக்கின்றது இது கண்டிபாவாகிய உமரத்தாவுத்தான் அன்பு மகனை அப்படியே கட்டி பிடித்து சொல்லுகின்றார் அன்பு மகனே பாசம் உள்ள மகனை அபுசகமான நான் இதனால் தான் நான் உங்களை வரவேண்டாம் என்று சொன்னேன் இப்பமோ எதிரியினுடைய வாசலில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் எந்த நேரம் எந்த சந்தர்ப்பம் எந்த நேரத்தில் என்ன ஏற்படும் என்று என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத சூழ்நிலையில் நாங்கள் வந்து அமர்ந்திருக்கின்றோம் ஆகவே இந்த நேரத்தில் உங்களுக்கு ஜுரம் அதிகமாக இருக்கின்றது காய்ச்சல் அதிகமாக இருக்கின்றது உம்மை பார்ப்பதா எதிரிகளுடைய நிலையை பார்ப்பதா என்று ஹலீபாவாகிய அமகத்தாப் அவர்கள் மனதிலே என்று வேதனை கொண்டவர்களாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள் மகனை வைத்திருந்தால் ஆபத்து ஏற்பட்டுவிடும் ஆகவே மகனை அவசரமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று உடனே ஒரு சஹாபி அழைத்து அவர்கள் இடத்திலே மகனை ஒப்புக் கொடுத்து நீங்கள் இரவோடு இரவாக அபுசகமான அழைத்துக் கொண்டு இந்த எல்லையை விட்டு நீங்கி மதீனாவில் கொண்டு போய் அவங்களுடைய தாய இடத்திலே சேர்த்து வேண்டும் என்று ஹரிபா சொன்னார்கள் அதுபோல அந்த சஹாபி அவர்கள் அபுசகமான எடுத்து குதிரை மீது வைத்து அன்று இரவோடு இரவாக நல சேருவானுடைய எல்லையை விட்டு நீங்கி ரொம்ப அவசரமான முறையில் ஒப்புக் கொடுத்தார்கள் அன்பு தாய் அபிசபானுடைய அம்மா அவர்கள் மகனுடைய நிலை கண்டு பரிதாபப்பட்டு மகனுக்கு வேண்டிய வைத்திய வசதிகளை எல்லாம் செய்து மகனை பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்படி அங்கிருக்க ஐசர் நாட்டிற்கு சென்ற ஹசரத் ஹலீஃபா அவர்களும் மற்ற படையவர்களும் அதுபோன்று அந்த நலசேருவானுடைய படையோடு போரிட்டு இறுதியில் அவனும் அழிக்கப்பட்டு அவனுடைய படைகளும் அழிக்கப்பட்டு வெற்றியோடு அந்த நாட்டையும் பிடித்து தனக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தையும் பிரித்துக்கொண்டு அந்த நாட்டை நிசலமாக்கி சிறப்பான முறையிலே வெற்றியோடு திரும்பி மீண்டும் அதினாவுக்கு வந்தார்கள் அதுபோன்று மதினாவுக்கு வந்ததும் தன்னோடு வந்த சஹாபா பெருமக்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய சங்கிகளை அதாவது அவர்களுக்கு செய்ய வேண்டிய சங்கி மரியாதைகளை செய்து அவரவருடைய இல்லங்களுக்கு அனுப்பி வைத்ததின் பின்பு ஹசரத் உமர் ஃபாரூக் அவர்கள் தன்னுடைய மகன் ரொம்ப ஜுரத்தோடு காய்ச்சலோடு வந்தாரே மகன் எவ்வாறு இருக்கிறாரோ அவரை பார்த்து வருவோம் என்று கூடியவர்கள் ரொம்ப அவசரமான முறையிலே அரமணைக்கு வந்திருவார் அன்புள்ள உமர் பத்தாம் மகனையும் பார்ப்பதற்கு அவர்கள் வந்திடு அவசரமா ரொம்ப வேகமாக மகனை பார்ப்பதற்காக தன்னுடைய இல்லத்துக்கு வருகின்றார் அதுபோல வந்தே தன்னுடைய மகன் அபிசுரமான தானே பார்த்தவுடனே பலிபாவாக கூடியவர்கள் கண்காலை மகனுடைய நிலையை கண்டிங் அவர்கள் மனமூருகிங் அழுதிடுவார் மகன்ஸ்வதி புகழ்ந்துடுவார் ஹலிபாவாக கூடிய உமகத்தாப் அவர்கள் விரைந்து அரமணைக்கு வருகின்றார் தன்னுடைய மகனை பார்க்கின்றார் மகனுடைய நிலைகன்று உள்ள முருகி கண்ணில் வெடித்து அவன் ஆ இடத்திலே துவா செய்கின்றார் மகனே உம்முடைய நிலை இவ்வாறு ஆகிவிட்டது ரொம்ப ஹாலாகிவிட்டார்கள் ஜுரத்தினால் அவங்களுடைய உடல் எல்லாம் ரொம்ப நலிந்து மெலிந்து கரைந்து விட்டது பார்ப்பதற்கு ரொம்ப பரிதாபமான முறையில் இருக்கின்றார்கள் இதை பார்த்தா ஹலீபா அவர்கள் ரொம்ப உள்ள முழுகி அல்லா இடத்திலே துவா செய்தார்கள் இறைவா என்னுடைய மகனுக்கு நீ சுகத்தை கொடுப்பாயாக என்னுடைய மகனுக்கு ராகத்தை கொடுப்பாயாக என்றே ஹலீபா அவர்கள் அல்லா இடத்திலே துவா செய்தார்கள் அப்படி இருக்க அபுசகமானுடைய இனிய நண்பர்கள் ஹசீனாரும் ஹுசைனாரும் ரொம்ப அவசர அவசரமாக வீட்டுக்குச் சென்று உடைமாற்றிக்கொண்டு தன்னுடைய அன்பு தோழராகி அபுசஹ்மானை பார்க்க வேண்டும் என்று ஹசைனாரும் ஹுசைனாரும் அதுபோன்று விரைந்து ஹலிஃபாவுடைய இல்லத்துக்கு வருகின்றார் வந்ததும் அதுபோன்று அபு சஹம்மான் அவர்களை தான் கண்டதும் அசலாமும் அன்புள்ள அபு சகுமான் हारी आरु उड़े उन्म्ला आरोप नलम्तान कटा அவசரமாக வந்து அருமை நண்பர் அபுசகமான பார்த்து சலாம் சொல்லி இனிய நண்பரே உங்களுடைய உடல் எப்படி இருக்கிறது என்று உடல் பற்றி விசாரித்தார்கள் பார்த்தார்கள் அவர்களும் பரிதாபப்பட்டார்கள் அபுசகமானுடைய நிலை அந்த முறையில் இருக்கின்றது அன்புள்ள நண்பரே அபுசகமான தாங்களுடைய உடல் நலத்தை தாங்களுடைய உடல்நலையை பார்க்கும் போது ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது என்று பார்த்து அசைனாரும் கண் கலங்கியவர்களாக தன்னுடைய இல்லத்துக்கு திரும்புகின்றார் அப்படி தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது அங்கே யார் இருக்கின்றார்களே ஆனால் நம்முடைய பெருமானார் நபி முகம் முஸ்லமாக சூரியகரின் சொல்லம் அனைவரு சொல்லம் அவர்களுடைய மனைவியாராகிய உம்மு சொல்மா என்று சொல்லக்கூடிய அந்த மூகாட்டிய பெரியம்மா இருக்கின்றார்கள் நாயகத்தினுடைய தேவியார் அவர்கள் தன்னுடைய அருமை கண்மணிகளாகிய பேரமார்கள் ரொம்ப முகமாட்டத்தோடும் ரொம்ப கவலையோடு வருகின்ற காட்சியைத்தானே கண்டு அவர்கள் கேட்கின்றார்கள் அன்பு பேரமார்களே செல்வங்களே உங்களுடைய முகங்கள் எல்லாம் அடியிருக்கு க வாட்டமாக வந்து இருக்கும் நிலைமை என்ன நடந்ததொரு காரணம் என்ன நான் நிறைய சொல்லுங்கள் வந்தால் அருமை பேருமார்களே முகவாட்டமாகவும் மனவாட்டமாக வந்திருக்கின்றீர்களே யாரும் உங்களை பேசினார்களா என்ன காரணம் என்று மகன் அபுசகமா ஜுரத்தினால ரொம்ப நலிந்து மெலிந்து அவர்களுடைய உடல்கள் எல்லாம் கரைந்து பார்ப்பதற்கு ரொம்ப பரிதாபகரமான முறையில் இருக்கின்றார் அவர்களை பார்த்தவர்கள் அவர்களை பார்க்க சென்ற நாங்கள் அவரை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக முகம் வாடியவர்களாக வந்திருக்கின்றோம் இதுதான் நடந்த செய்தி என்று சொன்னாங்க அப்படியா கவலைப்படாதீங்க ஆனால் நான் ஒன்று சொல்லுகின்றேன் உங்களுடைய அன்னை உங்களுடைய அன்பு தாய் பீதி பாத்திமான் அவர்கள் இருக்க வேண்டிய காலத்தில் நீங்கள் சிசுவாக இருக்கும் போது உங்கள் ரெண்டு பேருக்கும் அதுபோல ஜுரம் ஏற்பட்டது காய்ச்சல் ஏற்பட்டது அப்படி ஏற்பட்ட உடனே உங்களுடைய நிலை ரொம்ப அதாவது ரொம்ப அப்பொழுது உங்களுடைய தாய் பாத்தி மாமா ஒரு என்னுடைய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஜரத்தை விட்டு அவர்களை பாதுகாத்து அவர்களுடைய அவர்களுடைய உடல்நலத்தை நீ ராக தாக்கி வைப்பாயானார் மூன்று நாள் நோம்பு வைத்து இறைவனுக்காக என்னால் இயந்த ஒரு தர்மத்தை செய்கிறேன் என்று உங்களுடைய தாய் ஒரு நேர்ச்சி வைத்துக் அதுபோலவே உங்களுக்கு ஜுரம் நீங்கியது நீங்கள் சலாமத்து பெற்றீர்கள் உங்களுடைய தலைக்கெல்லாம் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்ல திரகாத்திரத்தை பெற்றதன் பின்பு உங்களுடைய தாய் நேர்ந்த நேர்ச்சையை மூன்று நாள் முராது நோன்பு வைத்து அவங்களால் இயந்த ஒரு தர்மத்தை ஏழைகளுக்கு செய்தார்கள் அதுபோலவே நீங்களும் போய் அந்த அபுசல்மானுக்கு சொல்லுங்க அபுசல் தாய இடத்திலே சொல்லுங்க இதுபோன்று நீங்களும் முராது நோம்பு வைத்து உங்களால் ஏந்த ஒரு தர்மத்தை ஏழைகளுக்கு செய்வதாக சொல்லி நிச்சயமாக அல்லா சலாமத்து கொடுப்பார் என்று நம்முடைய பெருமானார் நபி முகமதின் முஸ்தாஹு அலைவசல்லாம் அவங்களுடைய மனைவியாகி அந்த முசல்மான் அவங்க சொன்னாங்க உடனே ஹசைனாரும் அவசர அவசரமாக அபுசல் வீட்டுக்கு சென்று அந்த தாய சொன்னாங்க அம்மா இப்படி எங்களுடைய பேத்தியார் சொன்னாங்க நபியினுடைய உம்சல்மா அம்மா சொன்னாங்க ஆகியனால இதுபோன்று நீங்கள் மூன்று நாள் முராது நோம்பு வைத்து உங்களால் எந்த ஒரு தர்மத்தை நீங்கள் ஏழைகளுக்கு செய்ய வேண்டும் நிச்சயமா உங்களுடைய மகனுக்கு அல்லா சலாமத்தை கொடுப்பார் என்று சொன்னாங்க இதை நீங்கள் நீய்த்து வைத்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க உடனே அந்த சொல்லுக்கு இணங்க அதுபோன்று அபு சகமான உண்மையாக இதற்கிடையே அபுசகமானுக்கு என்ன என்ன வைத்தியங்கள் செய்ய வேண்டுமோ என்ன என்ன வைத்திய வசதிகள் செய்து பார்க்க வேண்டுமோ அதையெல்லாம் பார்த்தார்கள் எதிலையும் அவருக்கு குணம் கிடைக்கவில்லை இறுதியில் ஜமும் காய்ச்சலும் படிப்படியாக குறைந்து விட்டது ஆகையினால் பெரியோர்களே தாய்மார்களே இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டும் ஆகவே இந்த நவநாகரிகமான இந்த சமானாவின் இந்த காலத்தில் ஏற்படுகின்ற நோய்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு வேதனைக்கும் எத்தனையோ முறையில் நாம் வைத்திய வசதிகளை செய்கின்றோம் அதிலேயும் விஞ்ஞான அடிப்படையில் ஆகையினால் நோயும் அதுபோல அதாவது புதுசு புதுசான நோய்கள் அந்த நோய்களுக்கு பேர நமக்கு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு புதுசான நோய்கள் எல்லாம் இப்ப உலகத்திலே பரவி கொண்டிருக்கின்றது குறிப்பாக அதாவது அமெரிக்காவிலிருந்து ஒரு நோய் புதுசா ஒன்று பரவி இருக்கும் இப்படி நவநாகரிகமான முறையில் அதாவது நோய்கள் ரொம்ப பரவி கொண்டிருக்கிறது அந்த முறையில் வைத்தியங்களும் செய்யப்படுகின்றது ஆனா அதே நேரத்தில் நம்ம வீட்டுகளில் இது போன்ற ஒரு நோய்பிணிகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் நம்மளும் வைத்திய வசதி செய்கிறோம் அதுல இன்னும் ஒண்ணு குறிப்பாக அதாவது ஏதாவது அம்மன் சொல்லியோ அல்லது ஏதாவது ஒரு குழாறுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு ஏதாவது கண்டுட்டா போதும் நம்மளுடைய ஈமங்கள்லாம் மாறிப்போம் நம்ம எதுக்கு ஈமான் கொள்ளக்கூடாதோ அந்த நிலையில நம்முடைய எண்ணங்களை மாற்றி அதற்கு மாறான முறையில இறைவனுக்கு முறையில நாம் இந்த இடத்துல இது போன்ற ஒரு காரியங்களை நாம் இஸ்லாத்து ஒரு உறுதியான ஈமானுடைய தெளிவை மறந்தவர்களாக அதுபோல் நம்முடைய நீயத்து மாறிவிடுகின்றது ஆகவே பெரியோர்களே தோழர்களே தாய்மார்களே நம்மளுக்கெல்லாம் முன்மாதிரியாக எந்த முறையில் நம்மளுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த இடத்தை நாம் சிற்று சிந்திக்க வேண்டும் பிபி ஃபாத்திமா நாயகி மூன்று நாள் நோங்க வைத்து தன்னால் இயன்ற ஒரு உதவியை எளியவர்களுக்கு செய்வதாக நீயத்து வைத்தார்கள் அதுபோன்று அவர்களுடைய மகனுக்கு ஷிஃபாவை கொடுத்தார் அதுபோலவே அந்த அபு தாய் அந்த அம்மா அவர்கள் அதுபோன்று நீயத்து வைத்தார்கள் என்றைக்கு அந்த அம்மா நீயத்து வைத்தார்களோ அன்னையில் என்று அவர்களுடைய மகன் அபுசகமானுக்கு படிப்படியாக ஜூரம் குறைந்தது காய்ச்சல் குறைந்தது ஆகவே நல்ல விதமான முறையிலே தெளிவும் நல்ல விதமான முறையிலே அவங்களுடைய ராகத்தும் சலாமத்தும் பெற்றார்கள் அந்த அபுசஹமானாக கூடியவர்கள் நல்ல முறையில் தெளிவு பெற்று சலாமற்று பெற்று ராகத்தாகி முன்பு எவ்வாறு இருந்தார்கள் அதுபோன்ற திடமும் திடஹாத்தையும் பெற்றார்கள் அது கண்ட தாயவர்கள் செய்த வேண்டிடுவார் அந்த தாயவர்கள் உள்ள முருகி அல்லா இடத்திலே துவா செய்து அவங்க நியத்து வைத்தார்களே அதுபோன்று மூன்று நாள் நோன்பு வைத்து முராது நோம்பு வைத்து தன்னால் இயன்ற உதவிகளை ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அவங்களால் ஏன் ஒரு உதவியை செய்தார்கள் அதுதான் இந்த இடத்திலே சொல்லப்படுகின்றது ஆபத்தை கூடியது ஆயுளை நீளமாக்கக்கூடியது அதுபோல அந்த தாய் அவர்கள் அந்த சதக்காவை கொண்டும் அவர்கள் அவ்வாறின் மீது வைத்த அந்த பிரார்த்தனையில் நோம்பிக்கொண்டும் தன்னுடைய மகனுக்கு ஏற்பட்ட ஒரு ஆபத்தை தடுத்தது அவங்களுடைய ஆயுளை நீளமாக்கியது அதுபோலவே அவங்களுடைய உமத்தினர்களாகிய நாமளும் அதுபோன்று அவ்வாவுக்காக வேண்டி எந்த காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும் இறைவனுக்கு மாற்றமான முறையிலே இறைவனுக்கு செதுக்கான முறையிலே நம்முடைய எண்ணங்களை நம்முடைய ஈமான்களை எக்காரணத்தை கொண்டு நாம் இழக்கக்கூடாது அதற்கு மாறாக நடக்கக்கூடாது ஆகவே இதுபோன்று நாம் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நம்மளால் ஏற்ற ஒரு உதவியை செய்வோமேயான நிச்சயமாக அதை கொண்டு அல்வாஹு நம்மளுக்கு பிரதிபலி அளிக்கிறார் என்பது நம்மளுக்கு தெளிவாக இருக்கிறது ஆகவே அதுபோன்று அபுசகமான் நல்ல தெளிவு பெற்று திடாத்திரம் பெற்று தலைக்கு தண்ணீர் எல்லாம் ஊற்றி ரொம்ப சலாமத்தான முறையில் தானே இருக்கும் போது அன்று அபுசகமான் தன்னுடைய தாயிடத்திலே கேட்கின்றார்கள் அன்பு தாயவர்களே நான் ஜுரத்தாலும் காச்சலாலும் நோயாலும் பீடிக்கப்பட்டு பல மாதங்களாக நான் வீட்டிலே இருந்துவிட்டேன் மதினமா நகரத்தினுடைய ஒரு நிலைமையை மதினமா நகரத்தினுடைய மக்கள்களை அதிலேயும் என்னுடைய உயிரினும் இனிய நண்பர்களாகிய கூட்டாளிகளாகிய ஹசைனார் ஹுசைனாரையும் பார்க்காமல் நான் இருந்துவிட்டேன் ஆகையினால் என் அன்பு தாயவர்களே நீங்கள் எனக்கு அனுமதி அளிப்பீர்களேயானால் நான் மலினாவை சுற்றி பார்த்துவிட்டு என்னுடைய இனிய நண்பர்களையெல்லாம் சந்தித்து பேசிவிட்டு வருகிறேன் ஆகையினால் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அழகுள்ள நபு சகும் கேட்டிடுவார் தாயம்மா எனக்கு உத்தரவில் தந்திடுங்கள் நான் பார்த்து வருகின்றேன் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்க அந்த தாய் ரொம்ப சந்தோஷமாகி மகனுக்கு அனுமதி கொடுக்க அது கேட்டு அந்த அபுசகமான் ரொம்ப சந்தோஷமாகி தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே பெறப்பட்டு மதின மாநகரத்தினுடைய வீதிகளை எல்லாம் பார்த்து தன்னுடைய இனிய நண்பர்களையும் தானே கண்டு பேசி அதிலையும் குறிப்பாக பேசி ரொம்ப மனமுகந்தவர்களாக அவங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றவராக மீண்டும் திரும்பி அபுசகமான் அவசரமாக வீட்டுக்கு வர வேண்டிய நேரத்தில் அங்கே பெருக்கொற்ற நிலைமை ஏற்படுகின்றதே அவங்க வர வேண்டிய வீதியில ஒரு யகுதியினுடைய வீடு யகுதி என்று சொன்னார் நம்முடைய சத்திய சன்மார்க்கத்திற்கு நேர் விரோதமாவுடையவன் அந்த யகுதி காபர் அப்பேற்புடைய வாயல் வழியாக வந்து கொண்டிருக்கின்ற அபு சஹமானை கண்ணுற்ற அந்த யகுதி காபர் ஓடோடி வருகின்றான் அபுசஹம்மான் அவர்களைத்தான் எப்பார்த்து சொல்லுகின்றான் அதாவது ஹலிஃபாவுடைய மகனே உமர்ஹத்தாப் ராஜாவுடைய அருமை புதல் வரே அபு சகுமானே நில்லுங்க சொல்லி முன்னாலே வந்து நின்று அழகுள்ள அபுசஹான் நானும் ஆவலாக பார்க்க வேணும் என்று சொல்வான் அந்த சொல்லுகின்ற உங்களுக்கு ஜுரம் காய்ச்சல் என்று கேள்விப்பட்ட எனக்கும் மனதில் இருந்த ஒரு வேதனை உங்களை நேரடியாக வந்து பார்த்து உங்களுக்கு உங்களை கண்டு ஆறுதல் சொல்ல எனக்கு முடியாத ஒரு நிலைமை ஆகையினால நல்ல சந்தர்ப்பத்தில் நான் உங்களை பார்த்துக் கொண்டேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்கிறது உங்களுடைய உடல்நலம் எந்த முறையில் ராகத்தாக இருக்கிறது சலாமத்தாக இருக்கிறீர்களா என்று உடல்நலம் விசாரித்தான் அந்த யகுதி காபர் அதை கேட்ட அபுசகம்மான் சொன்னார்கள் என்னுடைய உடல்நலம் ரொம்ப நல்ல முறையில் இருக்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் என்று சொல்லவும் உடனே மீண்டும் அந்த யகுதி காவர் சொன்னான் அருமை ஹலீஃபாவுடைய மகனே அபுசகமான தயகூர்ந்து நீங்கள் என்னுடைய சொல்லை நீங்கள் மதித்து என்னுடைய இல்லத்திற்கு வந்து சற்று நீங்கள் இழைப்பாரி நீங்கள் போக வேண்டும் என்று அன்போடு அழைத்து அவன் மகன் அபு சகான் அவன் ஆட்டை கேட்டு அபுசமான் அவனுடைய வார்த்தைக்கு இசைந்தார்கள் இணைந்தார்கள் ஆனால் அவனுடைய உள்ளத்தில் நஞ்சும் பேனும் இருப்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள் எண்ணம் என்னவென்றால் அவனுக்கு நீண்ட ஒரு விருப்பம் நீண்ட ஒரு எண்ணம் என்ன எண்ணம் நீதியாக நேர்மையாக அதாவது அரசாட்சி நடத்துகின்ற அவங்களுடைய ஆட்சியில் அவர்களுடைய ஆட்சிக்கு ஏதாவது ஒரு பங்கம் ஏற்படுத்த வேண்டும் அவங்களுடைய ஆட்சியில் ஏதாக அவர்களுடைய ஒரு ஆட்சிக்கு விரோதமான முறையில் ஏதாவது நீதிக்கு குறைவு ஏற்படுத்த வேண்டும் என்று நீண்ட நாள் விருப்பம் அந்த எகுதி காபருக்கு ஆனா இது அவங்களுக்கு தெரியாது ஆகவே அபுசஹமான் அவனுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய இல்லத்திற்கு சென்றார்கள் சென்றவுடனே அந்த யகுதி காவரு அன்போடு அவர்களைத்தான் அழைத்து சென்று அழகான இருக்கையில் தான் இருக்கை செய்து இனிய முறையில் தான் இரண்டு பேர்களும் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த யகுதி காவர் சொல்லுகின்ற மகனே அபு சஹமானே நான் ஒரு பெரிய வைத்தியன் அதாவது கை நாடி பார்த்து சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் உள்ளவன் ஆகவே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த ஜுரம் தெவாகிவிட்டதா அது உங்களுக்கு பூர்ண சுகமாகிவிட்டதா என்பதை உங்களுடைய கை நாடி பார்த்து நான் சொல்லுகின்றேன் ஆக ஏனால் என்றதும் அதுபோன்ற அபுசகமான் கையை ஈட்டினார்கள் அந்த எகுதி கூடிய அபுசகமானுடைய கையை பேடித்திருவான் கை நாடி பொ சொல்லிடுவான் மன்னருட மகனாரே அழகுள்ள சஹமான் உங்களோட உடல் நலத்தை நானும் புத்துமே பார்க்கும் போதே கண்மணி அபு சகுமான் ஏற்பட்ட ஜுர காச்சலும் இன்னும் களங்க மீதுக்கு தந்தூதி கா சொல்லுகின்றார் அபு சகுமானுடைய கையை பிடித்து பொய்கிச் சொல்லுகின்றார் அலிபாருடைய மகனை உங்களுடைய கைநாடியை பார்த்து சொல்லும் போது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஜுரக்காட்சுடைய களங்கம் இன்னும் உங்களுக்கு இருக்கிறது தீரவில்லை ஆகையினால அது பின்னாலேயும் உங்களை பாதிக்கலாம் என்று அந்த கை நாடியை பார்த்து ஒரு பொய்ய சொன்ன உடனே சொல்லுகின்றான் அருமை நண்பரே அபுசகமானே நீங்கள் ஏதும் நினைக்க என்னுடைய பெறும் அந்த விரைந்து வீட்டுக்குள் சென்று சண்டாள பாதகன் நீண்ட நாள் விருப்பத்தை நீண்ட நாள் எண்ணத்தை நிறைவடுத்த வேண்டும் என்று என்ன செய்கின்றான் மருந்தென்ற முறையில் மதுவையும் சாராயத்தையும் தான் கலந்து அதை தான் எடுத்து கொண்டு வந்து அபு சஹமானுடைய கையிலே கொடுத்து சொல்லுகின்றான் ஃபலிஃபாடைய மகனே அபு சஹமானே இது உயர்ந்த அவள் தான் இது உயர்ந்த ஒரு மருந்து இந்த மருந்து நீங்கள் உட்கொள்வீர்களே ஆனால் உங்களை பிடிக்கப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த ஜரத்தினுடைய களங்கம் நீங்கி நீங்கள் அதை பெறுவீர்கள் நம்பினார்கள் உடனே மறந்தென்ற முறையில் தான் அவன் கொடுத்த மருந்தை கையிலே வாங்கி மதுவையும் சாராயத்தையும் கலந்திருப்பதை அறியாது அபு சல்மான் ஆகக்கூடியவர்கள் மருந்தென்று கொடுத்தார் அழகுள்ள அபு சகம் அவன் கொடுத்து மதுவான மருந்தென்று குடுவார் அன்புள்ள மருந்தென்று கொடுத்தினார்கள் அபுசகு மருந்தென்றே அதை நினைத்து மதுவென்று அறியாது அதை குடித்தார்கள் குடித்து கொஞ்ச நேரம் சென்றவுடனே அதாவது பேரித்தம் கள்ளும் சாராயத்தையும் கலந்த அந்த போதை அதனுடைய ஒரு தன்மை சிறிது நேரத்தில் அந்த போதையாக கூடியது அவங்களுடைய தலைக்கு ஏறிவிட்டது மது போதை தலைக்கு ஏறியதும் கண்கள் சுழர்கின்றது புத்தி தடுமாறுகின்றது தன்னை மறந்தவர்களாக அபுசல்மான் ஆகக் கூடியவர்கள் தன்னாலே சீக்கியதும் அவர்கள் தானாக பூலம் கூறதும் மது உண்ட போதையினர்கள் மதியி மயங்கி விடுவார் அழகுள்ள பூரம்பு <tos> <tos>